அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தரும் இந்த காணொலியில் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களை மிகவும் அவதூறாகவும் நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் மாத்திரமல்லாமல் அனைத்து நபிமார்களின் பெயர்களை சொல்லும்போதும் அவர்களை பற்றி பேசும்பொழுதும் துளியும் மரியாதை இல்லாமல் கண்ணிய குறைவோடு பேசிய என்டிஎஃப் சார்ந்த பிஜே அவர்களின் பேச்சுக்கு மிக தெளிவான விளக்கங்களையும் மறுப்பையும் தெரிவிக்கப்பட்ட ஒரு வீடியோ இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டுள்ளது அனைவரும் முழுமையாக பார்த்து தெளிவான வழியில் நடந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துள்ளே உலகத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கருத்துலையும் என்ன செய்கிறாரு சொல்ல சொல்கிறார் அப்படி மார்க்கத்தில் சொல்லக்கூடாது எல்லாவுடைய நபிமார்களில் படைப்புகளில் ஃபஸ்ட்டு வந்து இப்பிரா என்னிதான் இப்ப நீ சொல்வதாக இருந்தால் ரசுல்லாவுக்கு நம்ம ம நமக்கு வழிகாட்டவங்க தான் நபி ஆனாலும் ஆ குரான்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹதீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரசூல்லாவை விட யார் மேலான ஆள்னு சொல்லப்பட்டுருக்கிறது இப்ராஹிம் நபின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ உங்களை விட யார் இல்லைங்கிறீங்க அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரா இப்ராஹிம் நபி இருக்கிறாரு இப்ராஹிம் அல்லா வந்து சோதிச்சு பார்க்கும்பொழுது இன்னி ஜாயிருக்கில் என்னாசி இமாமா மனித குலத்து கொண்டே இமாமா ஆகிட்டேங்கிறான் ரெண்டு நூற்றி இருபத்தி நாலில் மனித குலத்துக்கு இமாம் வந்து யார் யாரை பற்றியும் சொல்லப்படலை இவர் தான் அதே மாதிரி வந்து ரசூல்லாவுக்கு கட்டளை எடுக்கிறான் மில்லத்து இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் வழியை நீ பின்பற்று பின்பற்றவர் உயர்ந்தவரா பின்பற்ற பர்றவர் உயர்ந்தவரா ரசுல்லா கட்டளை ஏறினா பல் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் பின்பற்றுங்க கொத்தபி மில்லத்து இப்ராஹிம் ஹனீஃபா ஒத்தபி மில்லத்து இப்ராஹிம் ஹனீஃபான்னு சொல்லி மூணு தொண்ணூத்தஞ்சி ஆறு நூத்தி இருபத்தொன்னு ஆறு பதினாறு நூத்தி இருபத்தி மூணு என்றெல்லாம் இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னாவது தொழுகையில கூட நம்ம என்ன செய்யறோம் அல்லாஹல் அலா முகமது என்று செலவாத்து போதும்போது இப்ராஹிமுக்கு அருள் புரிந்த மாதிரி எங்கள் நபிக்கு அருள் புரிவாயாக டமா சல்லை தலா இப்ராஹிம்னு சொல்றீங்கல்ல இப்போ என்ன அர்த்தம் அது அவருக்கு மாறியான அருள் ரிசூல்லை விரும்பி இருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க விரும்புற அளவுக்கு ஒரு மேலான இடத்துல அவங்களுக்கு அருள் புரிந்திருக்கானது அர்த்தம் அது கண்ணால் பாக்குறமே அவர் பிள்ளைய அறுக்க அறுக்க போனால் நீனு போய் பிள்ளைய ஆட்டை குருப்பானி கொடுங்கிறான்ல அவருடைய மனைவி வந்து இந்த சஃபாமர்பாவுக்கு ஓடினதெல்லாம் நீனு ஓடுங்கிறான் அப்போ அவர் அவருடைய எல்லாமே சவர் கட்டின காப்பத்தில் அவருடைய எல்லாம் அவருடைய மக்காமை வந்து முக்காமைப்பு ஐம மசாலா ஆக்கிக்கிறங்குறான் அவருடைய எல்லாத்தையும் இபாதத்தில் ஒன்றா சேர்த்து விட்டான்லாம் அல்லாவுடைய இடத்துல வந்து ஹலியில் எல்லாத்துக்குமே நல்லது கலியில் உள்ளாங்கறது தம்பி அவர் மட்டுந்தான் கலீல்னா ஃப்ரெண்ட் அல்லாவுடைய நண்பர் அப்படி இருக்கும் பொழுது ரசூல்லா புகழ்றோங்கிற பேர்ல எப்படி புகழ்றாங்க ரசூல்லா நல்ல சொல்லி புகழுங்க அதை எப்படி புகழ்ந்துடக்கூடாது எல்லாத்தையும் விட அவங்க டாப்ற கூடாது டாப் இப்ராஹிம் அப்படிதான் நபே நபி ராபி நபி அடுத்து வேண்டானே சொல்லலாம் இப்ராஹிம் நபி தான் டாப்பை தவிர ரசூல் சல்லா அலை அப்படி சொன்னீங்கன்னா அதுக்குரிய ஒரு குரான் வசனம் காட்ட முடியாது இந்த வசனம் தான் பதில் இருக்காது அப்போ அந்த மாதிரி இன்னும் சொல்ல அந்த இப்ராஹிம் நபியை சொல்லும் பொழுது இன்னும் ரஹமத்துல்லாஹ் பரக்காத்து அழைக்கும் மகளில் வைத்து இப்ராஹிம் குடும்பத்தாரே உங்களுக்கு அல்லாவுடைய ரகமத்தும் பறக்கத்தையும் இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் பதினொன்று எழுபத்தி சொல்லி காட்டுக்கிறான் அப்போ இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு அல்லா செஞ்ச அருள் இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச அருள் அதேமாதிரி மொத முதல்ல ஏமத்த நாளில் எழுப்பப்பட்டவனு ட்ரெஸ்ஸு முத எல்லா எழுப்பப்படுவோம் முதல்ல இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லா கொடுப்போம் அந்த ஃபஸ்ட்டு உனக்கு தாண்டு முதல் மரியாதை முதல் முறையாத யார் கொடுக்கல ரசூல்லாவுக்கு கொடுக்கல இப்ரா ஆடையை முதன் முதல் யாரை எல்லா நிறுவனம் எழுப்பப்படுவோம் எழுப்பணும்னு ட்ரெஸ்ட்டு கொடுக்கணும்ல முதல்ல யார் கொடுப்பான்ல இப்ராஹிம் நபி கொடுப்போம் அதனால் இப்ராஹிம் நபிங்கிற இடத்த வந்து ரசூல்லாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது ரசூல்லாவுக்கு நம்ம சிறந்த நபி அது ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் சொல்ல எல்லா வார்த்தையும் என்ன உங்களைப் போல் உலகத்தில் யாருமே இல்லை உங்களை அளவு யார் படைக்கப்படவே இல்லை இது மாதிரி எந்த தாயும் எந்த பெண்ணையும் பெற்றது இல்லைன்னா அப்போ இப்ராஹிம் நபி பெற்றிருக்கிறாங்களே கூடு இருக்காரா இல்லையா யூசு நபிய மேரேஜில்லா பாக்குறாங்க பாக்கும்போது எங்க பாக்குறாங்கன்னா மூணாவது வானத்துக்கு போறாங்க மண்ணி யாருன்னு கேட்கறாங்க பார்த்தோன்னா இவர் யாருன்னு யூசுப் போவாங்க யூசு பாத்தோன்னே நான் யூசுவை பார்த்தேன் தேவைட்டுதுல சொல்லுங்களுடைய தியாகம் அர்ப்பணிப்பு அல்லுல்ல தமிழகத்திலிருந்தும் இந்த முசீபத்தை வெகு சீக்கிரமாக அகற்றுவானாக இந்தியாவுக்கு இரண்டு முசீபத்தின் சொன்னா தமிழகத்துக்கு இந்த ஒரு முசீபத்து இஸ்லாமியர்களுக்கு இந்த ஒரு முசீபத்து தமிழகத்தில் இருக்குது இந்த முசீபத்தை அல்லாஹ் வெகு சீக்கிரமாக நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் பெருமானா சல்லல்லாகோ அழைவ செல்லம் அவர்களை விட இப்ராஹிம் அலி அவர்கள்தான் சிறந்தவர்கள் நவிமார்களில் டாப் அவங்க தான் ஒரு பேச்சு இவர்கள் இவர்கள் பெருமானா சல்லல்லாகோ அழைவு செல்லம் அவர்களை அவதூறாக பேசுவது என்பது ஆச்சரியத்துக்குரிய விஷயம் கிடையாது நிறைய பேசியாச்சு கல்யாணராமன் பேசுகிறான் நுபு சர்மா பேசுகிறான் அதுபோல் இவனும் நிறைய பேசியாச்சு இவங்க பேசுகிறது ஆச்சரியம் இல்லை ஆனால் நமக்கு நாம் சில விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரொம்ப அசிங்கப்பட்டு போன அந்த கூட்டம் திரும்ப உருவாகி கொண்டிருக்கிறது திரும்ப வளரணும் சொன்னால் அதை தான் பேசியாகணும் அதான் இப்போ நமக்கு நாம் தெரிய வேண்டிய சில விஷயங்கள் அவர் பேசிய அந்த வீடியோ பதிவில் எத்தனை இருட்டடிப்புகள் எத்தனை என்ன மடத்தனமான வாதங்கள் என்பதை நம்ம சிந்திக்கணும் அவங்க சொல்கிறாரு இன்னிஜாக்கர் இமாமா இப்ராஹிம் அலேஸ் அவங்கள பார்த்தா எல்லாம் மக்களுக்கே உங்களை இமாமா ஆக்கியிருக்கின்றோம் இது பெருமானா சொல்லாஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படாத சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஒமா அர்சல் நாக இல்லா ரஹமத் அல்ல ஆலமே நபிய நாயகமே நாம் உங்களை அகிலத்தாரர்களுக்கு ரஹமத்தாகவே தவிர அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் அகிலத்தார்கள் என்று சொன்னால் மா அல்லாஹ் அல்லாத எல்லா படைப்புகளையும் எல்லா காலத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் எடுத்துக்கொள்ளும் மலக்குமார்கள் உட்பட எல்லாத்தையும் எடுத்துக்கும் நபிமார்கள் உட்பட எல்லாத்தையும் எடுத்துக்கும் அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்கள விட அது சிறப்பு என்பதை நம்ம வழங்கி கொள்ளலாம் இன்னொரு வழக்கம் அவர் குரான் அதிஸ்லேருந்து பேசுகிறார் குரான் ஹதீஸ் குரான் அதிசின்னு சொல்கிறார் குரான் ஹதீஸே முதல்ல பெருமாள் அல்ல மாஜிஸா தான் குரான் பெருமானா சல்லா சாருடைய மாஜிஸா ஹதீஸ் பெருமான் அல்லாருடைய மாஜிஸா அதில் என்ன சிறப்புகள் யாரை பற்றி சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லா சிறப்புகளும் பெருமானா சல்லாசா அவர்களே சாரும் சொல்றான் நபியே வந்து இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க சொல்றான் அப்ப யார் சிறந்தவர் இப்ராஹிம் நபிதான் சிறந்தவர் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாரு நம்ம கேட்கறோம் மில்லத் என்று சொன்னால் அந்த அந்த ஆயத்தை சொன்ன விளக்கம் என்ன யூதர்கள் இப்ராஹிம் நபி எஹூதின்னு சொன்னாங்க நசாராக்கள் இப்ராஹிம் நபி நசாரானின்னு சொன்னாங்க அதுக்குத்தான் அல்லாஹ் சொன்னால் நபியே இப்ராஹிம் நபி வந்து முஸ்லீம் இஸ்லாம் தௌஹீத் என்பது அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள்கள் இல்லை என்பது இப்ராஹிம் நபினுடைய வாதம் அந்த வாதம் தான் நீங்களும் வைக்கிறீங்க எனவே அதை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னானே தவிர இப்ராஹிம் நபிக்குரிய சில சரியத்துகள் இருக்குது அது வேறு அதிலிருந்து சில சில விஷயங்கள் நமக்கு ஒத்து போகுது அதை எடுத்துக்கொண்டோம் பெருமானா சொல்லலாம் கொடுக்கப்பட்ட ஷரியத்துகள் வந்து முழுக்க முழுக்க புதியது அது முன்னால் உள்ள எல்லா ஷரியத்துக்களையும் மாற்றக்கூடியது உதாரணமா குர்பானியினுடைய சட்டங்கள் ஹஜ்ஜினுடைய வணக்கங்கள் அனைத்தும் அந்த ஹஜ்ஜினுடைய வணக்கங்கள் எல்லாம் இப்ராஹிம் நபியினுடைய ஷரியத்து இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை சொல்றாரு இப்ரா இப்ரா இப்ரா வாரிசுல வரக்கூடியவங்க பெருமாநா அலி இப்ராஹிம் நபி அலிம் அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கும் அந்த சிறப்புகள் எல்லாம் பெருமானா சார் அவளுக்கு சேரும் சொல்றாரு ஆயத்தர் அஹமத்துல்லாஹி ஓ பர்து அஹ் அப்படின்னு நல்லா இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தை பார்த்து சொன்னார் அது பெருமானா சல்லாசா அவங்களுக்கும் சாறும் தப்சீர்களை சொல்கிறாங்க அப்படி பார்த்தா பெருமானா சல்லாசா குடும்பத்தை பார்த்து தனியாக அல்லா ஒரு வசனம் இறக்கிறான் இன்னமா இருலா ஒளிக்கும் ஒரு ரிஜிச அகிலும் அகல் பைத்துகளை அல்லா பரிசுத்தமாக்கினான் ரிஜிசை விட்டும் நஜி செய்விட்டும் பரிசுத்த சிலை வணக்கத்தை விட்டும் பாவத்தை விட்டும் அல்லா பரிசுத்தமாக்கினான் என்று பெருமானா சொல்லாசா அவங்களுடைய குடும்பத்தை பற்றியே தனியாக ஒரு வசனத்தை அல்லா சொல்கிறான் அவன் மில்லத்து அவங்க மார்க்கத்தை பின்பற்றுக அப்படின்னு சொன்னால் தௌஹீதுடைய விஷயத்தில் மட்டும்தானே தவிர அது அல்லாம குரானில் இருபத்தி மூணு இடத்துல அல்லாஹ் ரபுலாலின் பெருமானா செல்லலாம் சவர்களை பின்பற்ற சொல்கிறான் வாத்தி அவ்வளாக வாத்தி அவர் அல்லாஹ் ரசூலை பின்பற்றுங்கள் அது அல்லாஹ் உங்களை பெரிய படன்னு சொன்னால் என்னை பின்பற்றுங்கள் பெருமானா செல்லாம் எத்தனை நடத்த சொல்லியிருக்காங்க அந்த ரசூலை பின்பற்று அல்லா எத்தனை நடத்த சொல்லியிருக்கான் அதெல்லாம் இருபடி ஈர்ட்டெடுப்பு செஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு இதுக்கு மறுப்பே சொல்ல முடியாது கொறானை ஒரு வருஷத்து நீங்கள் காட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ யார் இது தடிப்பு செஞ்சால் எல்லா யூத கைகூலிகள் பெருமானா சல்லாஸ் அவங்களுக்கு மீது கொண்டுள்ள ஹசது பொறாமையின் காரணமாக அப்படி சொல்கிறாங்க சரி நம்ம பார்ப்போம் இந்த சாக்கடை புழுவனுடைய கொள்கைகளை நம்ம பின்பற்றுறதா சஹாபிக சத்திய சஹாபிகளுடைய கொள்கையை பின்பற்றுவதா பெருமானா சல்லல்லாஹா அலைவாசல்லாம் அவர்கள் எல்லா நபிமார்களை விடவும் டாப் என்று யார் சொல்கிறா இபுனா அப்பாஸ் ரதியல்லுமா ஒரு நாள் சொல்கிறாங்க இன்னல்லாக ஃபல்லான முகமது ரசூல் சல்லா அலுவலாம் அம்பியாயி வாழ அகலிசமாய் இபுன் அப்பாஸ் ரதியுல்லுமாவோடைய அகைதா என்ன நபிமார்களை விடவும் வானத்தில் உள்ள மலக்குமார்களை விடவும் அல்லாஹ் முஹமது சல்லா சவர்களை சிறப்பாக்கி வைத்தான்னு ஒரு பயன் பண்ணாங்க மக்கள்லாம் கேட்டாங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நபிமார்களை விட அல்லா சிறப்பாக்கி வைத்தார் ரெண்டு வசனத்தை காட்டுறாங்க எல்லா நபிமார்களையும் கொடுத்து அல்லா ஒரு வசனத்தில் சொல்கிறான் இல்லா பிடி சாணி ஓமி எந்த ஒரு தூதுவரை நாம் அனுப்பினாலும் அந்த தூதுவரை அந்த சமூகத்து மக்களுக்கு மட்டுந்தான் ரசூலாக அனுப்புவோம் அந்த பாஷை பேசக்கூடிய அந்த சமூகத்து மக்கள் அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம தூதுவரை அனுப்புவோம் அவங்களுக்கு மட்டுந்தான் அவன் நேர்வழி காட்டுவாங்க ஆனால் பெருமானா சல்லா சார் அவர்களை கொடுத்து அல்லா சொல்றான் அவமா அரசாக்க இல்லா காஃபின் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தமிழ கன்னடம் கேரளா இங்கிலீஷு ஹிந்தி உலகத்தில் உள்ள எல்லா நிறத்தவர்களும் மொழி உடையவர்களும் இனத்தவர்களும் அனைவருக்கும் பெருமான சல்லா நபி ஜிங்களுக்கும் நபி இந்த அந்தஸ்து எந்த நபியும் அடைய முடியாது அடையவில்லை என்று இப்படி அம்பா சதியா சொன்னாங்க மிஷ்காத்துல ஐயாயிரத்தி ஹதீஸ் இதெல்லாம் அந்த மடையர்கள் இருட்டட்டு பிச்சுறாங்க ஒரு வசனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மடப்பையா அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு அல்லா நேர்வழி காட்ட வேண்டும் இவர்களுடைய வழிகேட்டில் இருந்தும் இப்போ இப்ராஹிம் தான் டாப்புன்னு சொல்கிறாரு ஒருத்தர் இன்னைக்கு வந்து லாயிலா இல்லைல்லாம் இப்ராஹிம் ஹலிலான்னு சொன்னால் அவன் ஈமானை கொண்ட மாதிரி ஆயிடுமா இப்போ ஈமானுக்கு கேரண்டியே முகமது ரசூலுல்லா என்று சொல்வது பெருமான சல்லாசலாம் சபையில் உமரதி அல்லா அனுகு தௌராத்தின்னு ஒரு பிரதி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து வாசிக்கிறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு விருப்பத்தோட சந்தோஷமாக வாசிக்கிறாங்க பெருமானா சொல்லாசலம் முகம் கோபத்தால் சிவக்கின்றது சொன்னாங்க பெருமானா சல்லா அலி சொல்லாம் இப்போது உங்களிடையில் மூசா அலிசலாம் வந்தால் நீங்கள் அவருடைய சரியத்தை பின்பற்றி என்னை விட்டு நீங்கள் வழிகேட்டில் செல்வீர்கள் என்று பெருமானா சொல்லாம் சொன்னாங்க மூசா நபி யாரு வேதம் கொடுக்கப்பட்ட நபி தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட நபி இப்ராஹிம் அலேசா அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்படலாம் வேதம் கொடுக்கப்பட்ட நபி அந்த நபியை நீங்கள் பின்பற்றி என்னை விட்டு விட்டு அவர்களை பின்பற்றினால் நீங்கள் வழிகேட்டு செல்வீர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல மூசா நபி இப்ப வந்தாலும் கூட அவருக்கு என்னை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை என்று சொன்னாங்க பெருமாள் தாரமியில வரக்கூடிய ஹதீஸ் மிஷ்காத்ல வரக்கூடிய ஹதீஸ் இன்னொரு வாதத்தை அவர் சொல்கிறாரு ஏன்னா யூசுஃபாலூஸ்லாம் மேராஜில் பெருமானாசல்லாசம் மேராஜுக்கு போனாங்க யூசுஃபாலேசன் அவங்கள பார்த்தாங்க யூசுஃபன் அழகில் பாதி என்ன அழகழகுனு சொல்கிறீங்க பெருமானாசெல்லாம் அழகாக இருப்பாங்க ஆனால் உலகத்துலேயும் அவங்க தான் அழகுன்னு சொல்கிறது வந்து ஓவரு அப்படின்னு சொல்கிறாரு நவூது பில்லாமின்னு அதெல்லாம் பாதுகாக்கணும் யூசுஃபை மேராஜுடைய நிகழ்வு சொல்கிறாதான் இல்லையா மேராஜோட நிகழ்வில் அவ்வளவு சொல்கிற மேராஜோட நிகழ்வில் மேராஜுடைய அந்த நிகழ்வில் தான் இப்ராஹிம் அலையலாம் ஏலாது வானத்தில் இருக்காங்க இப்ராஹிம் அலையலாம் அவங்கள தாண்டி போய் சிதறத்தின் முன் தகாவையும் தாண்டி அல்லாவோடு உரையாடி வந்தவர்கள் பெருமானா சல்லா அலையேஸ்லாம் முஸ்லீம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் சஹீல் புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அப்போ கண்ணுக்கு தெரியல அதையும் இருட்டெடுப்பு செஞ்சீங்க இப்ராஹிம் அலேஸ்லாம் ஏலாது வானத்தோ ஸ்டாப் ஆகிட்டாங்கள்ல பைத்துல் மாமூரில் உட்காந்து அதுக்கு மேலேயும் போனவங்க யார் பெருமானா சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் அப்போ யார் சிறந்தவங்க யார் மிகச்சிறந்தவங்க என்பதை நம்ம சிந்திக்கணும் யாருக்கு அல்லா மிக உயர்வான அந்தஸ்தை கொடுத்தான் என்பதை நம்ம சிந்திக்கணும் மேராஜுடைய நிகழ்வை சொல்கின்ற அந்த பிஜே ஏன் ஏலாது வானத்தையும் கடந்து சென்ற இவ பெருமானா சல்லாஸ் அவருடைய சிறப்பை ஏன் மறுக்கின்றார் ஏன் மறைக்கின்றார் என்பதை நம்ம சிந்திக்கணும் அவர் இந்த வார்த்தையும் சொல்கிறார் வழிகாட்டுதலை சொல்லுங்கள் பெருமானா சல்லாசம் அவங்களோட வழிகாட்டுதலை சொல்லி புகழுங்க வழிகாட்டுதலை சொல்லி புகழ சொல்கிற அவர் தான் சொல்கிறாரு இப்ராஹிம் நபியோட வழியைதான் ரசூலா பின்பற்ற சொல்லியிருக்கான் அல்லா அப்படின்னு சொல்கிறான் பெருமானா சல்லல்லாசம் சொன்னாங்க உலகத்தில் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அத்தாட்சிகளை கொடுத்துருக்கான் அந்த அத்தாட்சிகளை கொண்டு அன்றைய காலத்து மக்கள் ஈமான் கொண்டு தான் ஆக வேணும் அந்த மாதிரி உள்ள அத்தாட்சி அல்லாஹ் கொடுத்துருக்கான் அவங்க வாழும்போது ஈமான் கொண்டாங்க ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அத்தாச்சி என்பது குரான் வகை அந்த வகையை கொண்டு நான் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகும் என்னை கொண்டு மக்கள் ஈமான் கொண்டு கொண்டே இருப்பார்கள் ஈமான் கொண்டு ஈமான் கொண்டு கொண்டே இருப்பார்கள் இப்போ கியாமத்து நாள் வரையிலும் குரானை கொண்டு ஈமான் கொண்டு மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்போ அதிகமான வழிகாட்டுதலுக்கு சொந்தக்காரர்கள் பெருமான சல்லல்லா இதுலேயும் பெருமாள் அசல்லா சமூகம் தான் முதன்மை அக்ஸருகும் தாபி புகார் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸ் அப்போ குரான் என்பதே பெருமானோட அந்த குரான்லேருந்தே எடுத்துக்கிட்டு அவங்க தான் சிறந்தவங்க இவங்க தான் மிகச்சிறந்தவங்க டாப் இவங்க தான் அப்படின்னு சொல்வது டாப்னு இப்ராஹிம் நபி சொல்கிறாரு இப்ராஹிம் அலையலாம் மறுமையில் பார்த்தா இவங்களுக்கு முதல்ல ஆப் வைப்பாங்க இப்ராஹிம் நபியை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவ்வளோ பேசுகிற ஹதீஸெல்லாம் பேசுகிறார் அவர் புகாரி ஷரீஃப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பேசுகிறாரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு தான்து நாளை முதலில் சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்படும் வேற யாருக்கு அணிவிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறார் இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை சொல்ல வர இமாம்களுடைய விளக்கத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் இமாம்கள் சொல்கிறாங்க முல்லா அலி வாரி ரஹ்மதுல்லாத்து மிருகாத்தில் மிஷ்காத்து சரஹ மிர்காத்தில் சொல்கிறாங்க நபீமார்கள் எல்லோரும் கஃபன் அணியப்பட்டவர்களாக எழுந்திருக்குவார் எ எழுப்பப்படுவார்கள் அவங்களுடைய அவுரத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க நபிமார்கள் புதிய தனிச்சிறப்பு எல்லா நபிமார்களுக்கும் இப்படி தான் அப்புறம் ரசூ சல்லா சாவுங்க அதில் உயர்ந்தவங்க இபுன் ஹஜர் அஸ்கலா அணி ரஹமவுல்லா சஹீல் புகாரினுடைய விரிவுரது இபுன் ஹஜர் அஸ்கலா அணி ரஹம் உள்ளா சொல்கிறாங்க இப்ராஹிம் நபிக்கு சொர்க்கத்தில் முதல் ஆடை அணிவிக்கப்படும் என்று சொன்னதே யார் பெருமான சல்லா சாம் அவங்க தான் அப்போ இந்த சிறப்பை அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த மக்களுக்குள்ளே வரமாட்டாங்க அவங்களுக்கு அவங்கள தவிர்த்து உள்ள எல்லா மக்களை விட முதன்மையாக இப்ராமி அவங்களுக்கு ஆடை அணிவிக்கப்படுமே தவிர அவங்க இதுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு சொல்லி யார் சொல்கிறாங்க இப்போ ஹஜர் அஸ்லா அலி ரஹமதுல்லா சொல்கின்றார்கள் அதை விடுங்க அது மட்டும் அல்ல அல்லா குரானில் சொல்கிறாங்க குன்தும் ஹைரத்தின் உஹ்ருஜத்துல இன்னாஸ் இதுவரைக்கும் வெளியான மக்கள்லேயே சிறந்த உம்மத்து நீங்கள் தான் அப்படின்னு உம்மத்தே முகம்மதியா சொல்றான் சுகதா அலன்னாஸ் உலகத்தில் வந்த எல்லா நபிமாரனுடைய சமூகத்திற்கும் சாட்சியா உம்மத்தே முகம்மதியா அப்படின்னு நல்லா சொல்றான் அது மத்த அது மாத்திரமல்ல எல்லா ஹரிசு கிதாபுகளையும் உம்மத்தே முகம்மதியாவுக்கு கிடைக்கக்கூடிய விசேஷ தன்மைகள் அப்படின்னு ஒரு தலைப்பே இருக்கு அப்ப உம்மத்தே முகம்மதியாவே எல்லா உம்மத்தை விட சிறந்த உம்மத்து என்று சொன்னா அந்த உம்மத்தின் தலைவரான முகம்மது சல்லா அலேஸ்வல்ல எல்லா நபிமாருடைய சிறந்தவர் என்பதை ங்க தெரியாத மடப்பையும் பேசுகிற பேச்சு தான் இது அருமையானவர்களை நாம் சிந்திக்கின்றோம் பெருமானா சல்லல்லா வலையூசலாம் அவர்களுட் அவர்களுக்கு எல்லா மறுமையில் கொடுக்கின்ற அந்த அவர் சொல்கிறார் மறுமையிலேயும் ரசூலுல்லா இப்ராஹிம் நபி தான் டாப்பு அப்படின்னு சொல்கிறாரு மறுமையில் இப்ராஹி அலிஸ்லாம் பார்த்தா இவனுக்கு தான் முதல்ல வைப்பாங்க ஆப்பு இப்ராமிம் அலிஸ்லாம் சொல்கிற வார்த்தையே பெருமானா சொல்லாம்னு சொல்கிறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்கிறாங்க ரப்பி இறைவா என்னை அதிகமான மக்கள் என்னுடைய மக்களை வழி தவறி போயிட்டாங்க என்னை பின்பற்றியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சூரத்து இப்ராஹிமில் வரக்கூடிய ஹாயித் ஐசாலிஸ்லாம் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் ஐயா என்னுடைய மக்கள் அவர்கள் அவர்களை நீ ஹதாபு செய்தால் அவர்கள் உன்னுடைய அடிமைகள் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவர்களை நீ மன்னித்தால் நீ கிருபயாரன் அப்படின்னு சொல்கிறாங்க சூரத்து மாயுதலை வருது இந்த ரெண்டு வசனத்தையும் ரெண்டு நபிமார்களுடைய நிலையையும் சொல்லிட்டு பெருமான அல்லாட்ட சொல்றாங்க நாளை மறுமையில என் உம்மத்தே என் உம்மத்தே நான் அல்லாஹ் விடத்தில் அல்லாஹ் சொல்வான் ஜிவர அனுப்பி வைப்பான் அனுப்பி வைத்து அல்லாஹ் சொல்வான் முகம்மது சல்லாஸ் அவனுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அவங்க உம்மத்தை நான் பொருந்தி கொண்டேன் அவங்க உம்மத்துக்கு நான் கெட்ட முடிவை கொடுக்க மாட்டேன் என்று நீங்க சொல்லிட்டு வாங்கன்னு அல்லாஹ் ஜிப்ரல் அஹ் அவர்களை அனுப்பி வைப்பான் சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் சஹி முஸ்லீம்னு வரக்கூடிய ஹதீஸ் அல்லா சொல்றான் குரான் நாளை மறுமையில் உங்களுக்கு நாம் சுயர்ந்த அந்தஸ்தை தருவோம் அதை நீங்கள் பொருந்து கொள்வீர்கள் அல்லா சொல்றான் மருமையில் என்ற ஒரு இடத்தில் நாம் நபியை நாம் உங்களை எழுப்போம் அல்லாஹ் சொல்றான் குரான்ல பெருமானா சொல்லாம் சொல்றாங்க ஆனா செய்யுது உள்தி ஆதம் நபி ஆதமுடைய சந்ததிகள் அனைவர்களுக்கும் தலைவர் மறுமையில் நான் தான் என்று சொல்கிறாங்க லிவாவுல் ஹம் என்ற கொடி என் கையில் தான் இருக்கும் அந்த கொடிக்கு கீழே தான் எல்லா நபிமார்களும் இருப்பார்கள் என்று பெருமான சல்லாம் சொன்னாங்க திருமதி ஷெரீஃப் வரக்கூடிய ஹதீசு சொர்க்கத்தில் சொர்க்கத்தின் கதவை முதலில் தட்டக்கூடியவன் நான் தான் அந்த சொர்க்கத்து காவலாளி சொல்வார் நீங்கள் யார் முகமது சல்லாசன் என்று சொல்லப்படும் உங்களை தவிர யாருக்கும் கதவு திறக்க வேண்டாம் என்று எனக்கு ஏவப்பட்டிருந்தது என்று அந்த மலக்கு சொல்வார் என்று திருமதி ஷெரீஃபில் வரக்கூடிய ஹதீஸு அது மாத்திரமல்ல மறுமையில் பெருமானா சொல்லல்லா சல்லா கொடுத்த அந்தஸ்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு ஹதீஸு போதும் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு எல்லா மக்களும் ஒவ்வொரு நபிமாரிடத்துலையும் போவாங்க ஆதம் நபிகிட்ட போவாங்க எங்களுக்கு ஷஃபாச்சிங்க அப்படின்னு முடியாதுன்னு சொல்லிடுவாங்க நூகுண்டை போவாங்க எங்களுக்கு ஷபாட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிடுவாங்க மூசான பீட்டை போவாங்க எங்களுக்கு ஷபாச்சிங்கன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிடுவாங்க இப்ராம் அலேஸ்லாம் அவங்ககிட்ட போவாங்க இவர் சொல்கிறார இல்லை இப்ராஹிம் லேசன் டாப்பு டாப்ண்டுட்டு அந்த இப்ராஹிம் அலைசான் சொல்லுவாங்க என்னால் முடியாது நீங்கள் ஈசான பீட்டை போவோம் ஈசான பீட்டை போவாங்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க இறுதியாக எல்லா மக்களுக்கும் ஷபாட்சிக்கின்ற உயர்ந்த அந்தஸ்தை அல்லா பெருமானா சல்லாஸ் அவர்களுக்கு தான் நல்லா கொடுத்துருக்கின்றாங்க இப்ராஹிம் ஹலீலுல்லா அல்லாவுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா அந்த ஃப்ரெண்டு பெருமானா சல்லாஸ்லாம் வந்து அல்லாவுடைய ஹபீபுல்லா அனஹ ஹபீபுல்லா லா ஃபஹர் என்று பெருமானாஸ்லாம் சொல்லி காட்டினா திருமதி ஷெரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் ஹலீலுல்லாவை விட ஹபீபுல்லா மிகச்சிறந்தவர் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தருவாங்க முல்லா அலிஹாரி ரஹ்மதுல்லா தன்னுடைய மிஷ்கா தன்னுடைய சரஹம் சொல்லி தருவாங்க மிர்காத்தில் ஒரு செய்தியை சொல்லுவாங்க என்ன செய்தி தெரியுமா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ஹலீலுல்லா அவர்களை விட பெருமானா சல்லாஸ்லாம் ஹபீபுல்லா என்பவர் உயர்ந்தவர்கள் ஏன்னா ஹலீலுல்லா என்பவர்கள் அல்லாவுடைய பொருத்தத்திற்கு ஏற்ப அவர்களுடைய செயல் இருக்கும் ஹபீபுல்லான்னு சொன்னால் அல்லாவுடைய செயல் எல்லாம் இவர்களுடைய பொருக்க ஏற்ப இருக்கும் உதாரணமாக அல்லாஹ் சொன்னால் பலனு வள்ளி என்ன தருளாஹா நபியே நீங்கள் விரும்பிய கபிலாவை நாம் உங்களுக்கு கொடுத்தோம் அல்லா சொல்றான் குரான் நாம் உங்களுக்கு நீங்கள் பொருந்திகொள்கின்ற அளவுக்கு தருவோம் அல்லாஹ் சொல்றான் குரான்ல அதே ஹலியிலுள்ள இப்ராஹிம் மலேசா ஒரு இடத்துல அல்லாட்ட கேட்கிறாங்க அத்மாவ் ஐ அல்லா என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொல்றாங்க சூரத்து ஷாரால எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் ஹபீபுல்லாவுக்கு சொல்றான் என்று தம்பிக்க உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லா மன்னித்து விட்டான் என்று அல்லா சூரத்து ரெண்டாவது வசனத்தில் சொல்றான் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலிஸ்லான் சொல்றாங்க மக்கள் எழுப்பப்படுகின்ற அந்த நாளில் இறைவா என்னை கேவலப்படுத்தி விடாது என்று இப்ராஹிம் அலிஸ்லான் அல்லாட்ட கேட்குறாங்க சூரத்து ஷுவார எண்பத்தி வசனம் அல்லா நபிக்கு சொல்கிறான் ஹபீபுல்லாவான முகமது சல்லாஸ் அவர்கள் அல்லா சொல்கிறான் கேட்காமலே சொல்கிறான்ஹூ நபிய வல்லதியும் அந்த நபியை அல்லாஹ் விரிவுபடுத்த மாட்டான் அவரோடு ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் விரிவுபடுத்த மாட்டான் என்று பெருமான சல்லாஸ் அவர்கள் கேட்காமலே அல்லாஹ் சொல்கிறான் சுரத்து தஹரீம் அவரக்கூடிய வசனம் இப்ராஹிம் அலுவலா அல்லாட்ட கேட்குறாங்க இறுதி உம்மத்து இறுதி உம்மத்துடைய நாவிலே என்னுடைய புகழை நீ ஆக்குவாயான் இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்குறாங்க கேட்டு அல்லாஹ் கொடுத்துருக்கான் ஆனால் கேட்காமலேயே பெருமாள் அலாம் அவருக்கு அல்லா சொல்கிறான் அல்ல கதிக்கிறதுக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இப்படி ஹலீலுல்லாவான இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பை விட ஹபீபுல்லா இப்ராஹிம் ஹபீபுல்லா முகமது சல்லா சார் அல்லாஹ் கொடுத்த சிறப்பு உயர்ந்தது என்பதை முல்லா அலி அாரி ரஹமகுல்ல மிஷ்காத்துடைய சரஹம் மிர்காத்தில் ஒன்போதாவது பாகம் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது பக்கத்துல சொல்லி காட்டுவாங்க அல்லாஹ் இப்ராஹிம் அல்லாட்ட கேட்டாங்க எனக்கு சொர்க் நைம் என்ற சொர்க்கத்தை வராசத்தாக என்னை ஆக்குவாயா என்று இப்ராஹிம் அலச அல்லாட்ட கேட்குறாங்க கேட்காமலேயே ஹபீபுல்லா முகமது சல்லா சார் அல்லா சொன்னால் இன்னா ஆயினா கல்கௌசர் நாம் உங்களுக்கு கௌசர் தடாகத்தை சொர்க்கத்தின் கௌசர் தடாகத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படி ஹலீலுல்லா என்ற பட்டத்தை விட ஹபீபுல்லா என்ற பட்டம் மிகச்சிறந்தது என்பதை நாம் விளங்கி வேண்டும் அடுத்து அத்தகையாத்தில் ஓதக்கூடிய சலாத்தை தரூதை இப்ராஹிம் இந்த இப்ராஹிம்யா சலவாத்து வந்து இதை வச்சு அவர் என்ன சொல்கிறார் இப்ராஹிம் நபிக்கு கிடச்ச மாதிரி புகழை பெருமானா சல்லாசன் கேட்குறாங்க அப்படின் சொல்கிறார் ஆனால் ஒன்று விளங்கிக்கணும் செலவாத்து என்ற சிறப்பே பெருமானா செல்லாஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இன்னல்லாகவும் மலாய்க்கத்தோ சொல்லுன்னு அலன் நபி யா ஐயோ லதி நாமனு சொல்லு அழி ஓ சலீமு அல்லா செலவாத்து சொல்கிறான் மலக்குமார்கள் செலவாத்து சொல்கிறாங்க இதை விட பெருமானா செல்லாசிறப்பை சொல்கிறதுக்கு வேறு வார்த்தை இல்லை சொல்லு அழகோ சல்லீமோ தஸ்லீமா நீங்களும் செலவாத்தும் சலாம் அதிகம் அதிகம் அந்த நபியின் மீது சொல்லுங்கள் நல்லா சொல்கிறான் இந்த ஆயத்தை விட செலவாத்து விஷயத்தில் பெருமானா சல்லாசா அவங்களோட சிறப்பை நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது அப்படி ஒரு சஹாபி கேட்குறாங்க எப்படி உங்கள் மீது சொல்ல என்று அப்படி பெருமானா சல்லாஸ் அவங்க தான் இப்ராஹிம் அவர்களை தன் செலவாத்தோடு சேர்த்து கொண்டார்கள் யாருக்கு பெருமை யாருக்கு மிக சிறப்பு அதிகம் என்பதை நம்ம விளங்கணும் இப்ராஹிம் அலேஸ்லா அவர்களை தன்னுடைய தந்தை தன்னுடைய பாட்டனார் என்பதனால் இப்ராஹிம் அலேஸ்லா அவர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டார்கள் பெருமானா சலாசா அவர்கள் அப்போ இந்த சிறப்பும் இதிலையும் பெருமானு அலாஹ் சிறப்பு தான் முந்தி இருக்குது என்பதை நம்ம விளங்கணும் அப்போ அழகை பேசாதீங்க எல்லா அழகை விட யூஸ்வன் மொய்யின் அழகு தான் சிறந்தது அப்படின்னு நான் பேசுகிறார் அழகை பற்றி நாம மட்டும் பேசலை சஹாவிகள் பேசியிருக்காங்க ஜாபிர் ரதிகள் தான் சொல்கிறாங்க பதினாலாம் நாள் இரவு பெருமானா சலாஹாஸ் அவர்களையும் பார்த்தேன் நான் நிலவையும் பார்த்தேன் எனக்கு நிலவை விட பெருமான சல்லாசம் முகம்தான் அழகாக தெரிந்தது திருமதி ஷரீஃப்பில் வரக்கூடிய ஹதீஸ் அப்போ உரையதாரதிகள் தான் சொல்கிறாங்க பெருமானா சொல்லாஸ் அவர்களை நீங்கள் பார்த்தால் சூரியன் அவர்கள் முகத்தில் உதிக்கக்கூடியதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னாங்க தாரமியில திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் இப்படி பெருமானா சல்லாசா அவர்களை வர்ணித்தவர்கள் சஹாவியல் வர்ணித்தாங்க பார்த்தவங்க வர்ணித்தாங்க சூரியன் சந்திரன் என்று வர்ணித்தாங்களே தவிர ஏதோ இவரு வந்து மௌலூத ஓதறவங்க இப்போ உள்ளவங்க மௌலூத ஓதரவங்க தான் நினைச்சிக்கிறாங்க பெருமானா சலாசம் அவங்கள அழகை வர்ணிக்கிறாங்க அதை வர்ணிக்கிறாங்க உலகத்திலேயே டாப்னு சொல்றாங்க எல்லாம் சஹாபிகள் சொன்னது பெருமானா சலல்லா அலி சொல்றாங்க ரஹமது அல்லா தன்னுடைய ஹசாயிசுல் குபரால ஒன்னாவது பாகம் நூத்தி பக்கத்துல சொல்லி காட்டுறாங்க ஜிப்ராஹுல் அலிசலாம் என்னிடத்தில் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் அல்லா உங்களுக்கு சலாம் சொன்னான் உங்களிடத்தில் அல்லா சொன்னான் ஹபீபி என்னுடைய ஹபீபே இன்னி கசவுத் ஹொசன யூசுஃபர் யூசுஃபர்ஸ் அவருடைய அழகை நான் குர்சி குர்சியினுடைய ஒளியிலிருந்து நான் நான் அவருக்கு அணிவித்தேன் ஓ கசவுத்து ஹொசனை வஜிக்க உங்கள் திருமுகத்தின் அழகை மின் நூறி அரிசி என்னுடைய அரிசியினுடைய பேரொளியிலிருந்து நான் அணிவித்தேன் என்று குருசை விட அரிசி உயர்ந்தது யூசுப் நபியினுடைய அழகை விட பெருமானா செல்லாஸ் அழகு உயர்ந்தது என்பதை பெருமானா செல்லாஸ் அவர்களே சொல்லி காட்டுறாங்க சுயூத்திமம் தன்னுடைய ஹசாய்சு குபரால இந்த செய்தியை பதிவு செய்வாங்க இப்ப நாம் விளங்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் யூதர்கள் பெருமானா அவர்களை முழுக்க முழுக்க அறிந்திருந்தார்கள் அவர்களுடைய அந்தஸ்து அறிந்திருந்தார்கள் ஆனால் பொறாமையின் காரணமாக அவர்களை மறுத்தார்கள் அதுபோலத்தான் இந்த தமிழகத்தின் தஜ்ஜால்கள் கூட்டமான தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் இருக்கின்ற இந்த மடைய கூட்டம் மடையர்களுடைய கூட்டம் யூத கைகூலிகள் யூதர்களிடத்திலிருந்து அதே புத்தி இவர்களிடத்தில் இருக்கிறது பெருமானா சல்லாஸ் அவர்களை புகழக்கூடாது அவர்களினுடைய சிறப்பை புகழை சொல்வதற்கு இவர்களுடைய நாவு கசக்கும் அவர்களுடைய உள்ளம் அதை வெறுக்கும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக தக்களையில் மறைந்து வாழக்கூடிய மகான் பீர் முகமது வழியுள்ளார் பிரதியாட்டுவார்கள் எழுவத்தி மூணு கூட்டத்தில் எழுவத்தி ரெண்டு கூட்டம் நரகம் செல்வதற்கு முதல் காரணம் பெருமானா சல்லல்லாஸ் அவர் மீது ஹசது பொறாமை வைத்ததன் காரணமாகத்தான் அந்த பொறாமையின் வெளிப்பாடு இந்த நாலு நிமிஷ பேச்சு அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக பெருமானா சல்லல்லாஸ் அவருடைய அந்தஸ்தை ஷரனை விளங்குகின்ற விளங்கி வாழ்ந்து மரணிக்கின்ற நல்ல தொஃபிக்கு அல்லா நம்ம எல்லோருக்கும் தந்தல் முடிவானாக وآخر الحمد لله رب العالمين السلام عليكم ரம الله وبركاته